இன்றைக்கி நாம பேங்க் நிப்டியில் ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனில் என்ன மாதிரி கால் வருது அப்படின்றத பார்க்கறக்கு முன்னாடி இப்போ ஃப்யூச்சரில் ஒரு தடவை பார்த்துக்கலாம் ஏன்னா ஃபியூச்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுடைய சார்ட்லையும் கம்பேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர் ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பான ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்ல ஏப்ரல் லெவன் இன்னைக்குதே ஸோ ஜஸ்ட் ஓப்பன் ஒன் மினிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல்லில் தேர்ட்டி செவன் இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அந்த கேண்டில் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குதுல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேல பாத்தாப் பார்த்தீங்கன்னா அதுவே மார்க்கெட் ட்ரெண்டை அனலிஸ் பண்ணி அதாவது கேண்டில் உடைய மூவமெண்ட்டை அனலிஸ் பண்ணி நமக்கு அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணோம் அப்படி நமக்கு இன்னைக்கு ஒரு ஒன் மினிட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆன just ஒரு ஒன் மினிட்லேயே ஒரு செல் கால் வந்து ஆயிருக்கு ஃபஸ்ட் ஜெனரேட் ஆன செல் கால் ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் அந்த செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனாலும் செகண்ட் கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்தீங்க அப்படின்னா டவுன்சைட் இறங்கிட்டு இருக்கு ஸோ டவுன்சைட்ல ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு தேர்ட்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த தேர்ட்டி செவன் செவன்ட் பிரேக் அவுட் பண்ணதான் பார்ப்போம் ரேஞ்சும் பிரேக் பண்ணி நல்ல இறங்கி ஒரு எயிட்டி பாயிண்ட் மேல பாத்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப்ஷன் தான் பாக்கிறோம் இந்த அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ நைன்டி ரேஞ்சில் பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆனது மேலே பாருங்க த்ரீ வரைக்கும் ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ட்ரெண்டு மாறதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் மார்க்கெட் கால்ஸ் கிடைக்கணும் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணும் இந்த சாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீடெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்த நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ